தமிழ் செய்த அரும் சாதனை என்ற பெயர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க ஐயோ ஜிணுங்கிறானே நான் அப்படியே ஷாக்காயிட்டேன் இவன் சரியா வர மாட்டான இப்ப என்னடா பல இருக்கு நீ வருஷத்துக்கு ஒரு கிட்ட சிக்கா சாபி சுத்த நீ சுத்து அந்த அந்த வண்டியில இருக்கா போக முடியாது ஆய்வுக்கு பாரு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க நேராக நேராக என் கண் இரண்டு செவ்ந்துகிட்டே இருக்கு ஒரு மனிதன் வந்து குதிக்க விட்டு பிரச்சனை அக்க முடிஞ்சிட்டா வைத்தியமாயிரம் நல்லா பேசிக்கிட்ட சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தி இருக்கு சார் லைக் பண்ணுங்க